understand clearly Hmmm Gefühl .rsli last one... Elijah. since recently man,.. unless he was around 20 minutes only...aryyyye... です.. Dad okay.ürü gold. 왜냐면 youtube.. because..ULID.com. exhausted Dु оп pause... benefit in theólard These days...if he washardset.com.ONG marketersAnd look like some others. Be peuple..volard each one..vol가� in the morning and way of protection! Alm канале…야 will be restored. He will be麽.. between them. He said it early..вой mandam.com mark and exciting.. solve... Let's take БIG. Everyone key to me. automobiles...t happy. He passed it on for his mouth. Please buy me now...ivat a bath 이 surgeries any наз촉...so it would be.ino... Neither..of he can A Quick Start of it..оеwn up we keep...so lets documents and get a deep knowledge. Here he will… எடுத்து எடுக்க எடுக்க ட்ரை பண்ணேன் ஆனா நான் எடுக்கலை சரி இது பாதுக்கலாம் மைண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் எனக்கு என்னன்னா வாழ்க்கையில உங்ககிட்ட பேசுனது ரொம்ப ஹாப்பியா இருக்கு என் வாழ்க்கையில மாற்றினது ரொம்ப தேங்க்ஸ் ஒன்னே ஒண்ணு என்னன்னா எங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன வந்து இது பண்ண மாட்டேங்கிறாரு எங்க ஹஸ்பண்ட் வந்து என் வந்து நல்லா இருக்க மாட்டேங்கிறாரு மத்தவங்க பேச்ச கேட்டு என் மேல வந்து ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருந்தாங்க கொடுக்குறதுக்கு டிலே பண்ணிட்டு இருந்தாங்க அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சொல்லிட்டேன் இதுதான் சரி மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டாரு மறுபடியும் இல்ல நீ எனக்கு வேண்டாம் இதுக்கெல்லாம் வந்து இன்ஸ்டன்ட் ரெமிடி போயிடுங்க வேற மாதிரி மாறிடும் மாத்திரையெல்லாம் தூக்கி குப்பையில வீசுங்க மாத்திரைக்கு மேல வச்சிருக்கீங்க யாரை கேட்டு அவ்வளவு மாத்திரை சாப்பிடுறீங்க என்னத்துக்கு உடம்பு பசங்களுக்காக இறைவனை நம்புங்க வாழ வேண்டிய வயசு இது வாழ தெரியாம இவ்வளவு நாள் விட்டுட்டோம் இனிமேலாவது வாழ்க்கை எப்படி வாழணும்ன்றத கத்துப்போம் இறைவன் இருக்கிறான் நான் உங்களுக்கு வந்து சரி கட்டல உங்களை வந்து பாத்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணல உங்களுக்கு தைரியம் கொடுக்கல நான் இருக்கிற நிதர்சனத்தை பேசுறேன் உயிரோடு இருக்கும் போதாவது கொஞ்சம் தான் வலி உயிரெல்லாம் போயிருச்சுன்னா தாங்க முடியாது என்னென்ன பண்ணுவானுங்கன்றது எனக்கு டீட்டெயில் தான் தெரியும் அதுக்கு பேசாம அங்கேயே இருந்திருக்கலாமே தோணும் மொத்தம் மாத்திரையின் தூக்கி குப்பையில போடுங்க என் உண்மையாவே மதிப்பு மரியாதை வச்சிருக்கீங்கன்னா உயிருக்கு மதிப்பு மரியாதை கொடுங்க மாத்திரை தூக்கி குப்பையில போடுங்க சித்தா வினோதின் ஒரு நம்பரையும் குரூப்ல ஷேர் பண்ண சொல்றேன் அதையும் வாங்கிக்கிங்க நீங்க பணம் கூட எதுவும் இந்த பாதம் பித்தம் கபம் இதை முதல்ல சரி பண்ணணும் காயகல் போ மருந்துன்னு ஒண்ணு இருக்கு அதை கெட் கம்ப்ளீட் ரெமிடி தனமான முடிவுகளை எடுக்காதீங்க தவறான முடிவுகள் எடுக்கின்ற பட்சத்தில் உங்க குழந்தைங்க இப்படி ஆகும் நான் பேச வரல நீங்களே ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ஏன்டா அந்த முடிவு எடுத்தோம் பைத்தியாரத்தனமான முடிவு எடுத்துட்டமே பெசாம அங்கே இருக்கலாமே கவனமா இருக்கு புரியுதா ரொம்ப கவனமா இருக்கு எப்படா இருக்கீங்களோ குருவ மத்தியத்துல காஞ்சி விஷ்ணுநாத சுவாமிகளை நினைச்சுங்க இம்மிடியேட்டா அவரோட ஆற்றல் இறங்கும் உங்களோட எண்ணத்தை அப்படியே பாசிட்டிவா மாத்திப்பாங்க எப்பெல்லாம் ரொம்ப லோவா ஃபீல் பண்றீங்களோ ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்களோ யாரு கிட்ட பேசுனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட கூப்பிட்டு கொஞ்ச நேரம் போன் பேசிங்க எப்ப கூட்டாலும் கூப்பிட்டு பேசுற அளவுக்கு ஒரு நல்ல நண்பனை முதல்ல ஏற்படுத்திக்க இல்ல நல்ல ஒரு தோழியை ஏற்படுத்திக்கீங்க கண்ணியமான தோழன் தோழியை ஏற்படுத்திக்கோங்க புரியுதா உங்களுக்கு பே மன வலிமைதான் மன வலிமை போயிடுச்சுன்னா உயிர் போயிடும் இந்த கேமுக்காக அவசியம் உங்க வாழ்க்கை நூறு சதவீதம் இருக்கு இல்ல தைரியமா இருக்கு நிச்சயமாக உங்களை பழையபடி முதுசா லவ் பண்ணி உங்களோட வாழ்க்கையே மிக சிறந்த வாழ்க்கையா மாறுவார் அதுக்காக நானும் இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் போதுமாட்டா நான் 땡క్స్ தங்கணா எல்லாமேல பரம்பொருளின் கருணையால் நீலாயின் நிறை செல்வம் மாண்பகல் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று எல்லா வளமும் நலமும் பெற்று पीड़ைகள் வில்லை அகந்தைக் குறை ஏ அன்பு adiparika அனைத்து வளமும் நலமும் பெற்று உயர்ந்த கடமை ஞானதே அடைய வேண்டியரே குருகடாட்சம் உருவேஷம் நன்றி ரொம்ப 땡క్స్ தங்கணா லோ बॅटरी இருக்கு நான் कट பண்ணிக்கறேன் சரி நன்றி மன்னாடி அந்த மாตรี வீசிருங்க மா ஓகேங்களா